ி என் பேர் வந்து எஸ் அனுஷ்கா இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வேலையில சேர்ந்துருக்காங்க அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் இப்போ நான் அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேர் சொல்லிடுறேன் ஆக்சஸ் இந்தியா டாட் காம் இப்போ ஜொமேட்டோ ரெ ரெட் பஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸை பார்த்துருப்பீங்களா அதில் தான் ஒன்று ஆக்சஸ் இந்தியா இப்போ அதோடய மெட்டீரியல்லாம் பார்க்க போகிறோம் மளிகை சாமான் ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனோட மெட்டீரியல் எப்போ நீங்கள் இதில் எதனால் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு பேரை பற்றி பார்க்க போகிறோம் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் ஒப்பேசிங்கன்னா ரைட்டில் ஒப்பேசிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் வரும் தௌசண்ட் ரூபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்டில் பத்து பேர் ரைட்டில் பத்து பேர் செய்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் 60 பேர் ரைட்டில் 60 பேர் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 தௌசண்ட் இது வந்து ஒரு டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க்கில் இங்கே எல்லோரும் செஞ்சு தான் பண்ணணும் ஓகேவா இப்போ ஏன் ஒழைச்சி ஒழச்சி வேலை செய்யணும் ஓடி ஓடி வேலை செய்யணும் இந்த மாதிரி ஈஸியான வேலை எதில் கிடைக்கும் ஆக்சஸ் நீங்கள் தான் இப்போ எங்கள் நேம் வந்து மணிமொழி அவங்க நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் ட்ரிபிள் த்ரீ நைன் ஃபைவ் என்ன டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சொல்லி கிளியர் பண்ணேன் ஓகேவா இப்போ வந்து எங்கள் தாத்தா ஒரு ஐடி போடுறேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஏன் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ட்ரைனிங் கொடுத்ததுங்க அவளும் இப்போ அவர் ஐடி போட்டு சேர்ந்து காசு கொடுத்துருக்காங்க அது ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்னோடய சப்போர்ட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் மொபைல் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மூலிமா வீக்ஸ் இன்கமில் மொபைல் வாங்கியிருக்கேன் இது என்னோடய சப்போர்ட்டாக எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னோடய அப்டேட்ஸ் தான் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைன்ஸில் தான் ஸோ யோக மூலயமா தான் ஆக்ட்ரஸில்